நல்லா பெரிய மீனா கடைக்கா பிராமணி போட்டுருக்கேன் ம் தம்மக்குள்ள போய் பாருங்க மூணு கிடக்கும் அடியா அப்படியா சூப்பர் என்ன மீன் இது ம் தான் ஹுஜிபுர